ய்யா மாரியப்பன் அவர்களுக்கு வந்து நம்மளோட சத்சங்க கேள்விகள் அமைச்சிருக்காங்க அவங்களோட சந்தேகங்களை வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்காங்க அந்த சந்தேகங்கள் கேள்விகளை ஒவ்வொன்னா பாக்கலாம் ஐயா இப்ப முதலா முதல்ல வந்து நம்ம பாண்டிச்சேரியில இருந்து சிவகுமார் ஐயா கேள்வி கேட்டிருக்காரு அவரோட சந்தேகத்தை வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்காரு இவர் வந்து சென்னைக்கும் வந்திருக்காரு வந்துவங்களை பார்த்துருக்காரு எங்கேயும் சந்நிதிக்கு வந்திருக்காரு அவரோட துணைவியோட வந்திருக்காரு வந்து சத்சங்கம் அட்டன்மெண்ட்டு போயிருக்காங்க இப்போ அவரோட சந்தேகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுருக்காங்க வணக்கம் ஐயா சிவகுமார் ஐயா வணக்கம் உங்களோட கேள்வி வந்து இன்றைக்கி சன்னிதியில் பிரித்து பார்க்கப்படுது இப்போ சத்சங்கம் வெளியே வெளிவராக இருக்குது இப்போ அவரோட கேள்வி வந்து ஆடியோ கிளிப்பை நல்லா பார்க்கலாம் ப்ளே பண்ணலாம் வணக்கம் மாரியப்பன் ஐயா எப்படி இருக்கீங்க எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் ஆடியோவாக உங்களுக்கு அனுப்புறேன் அதை சுவாமி கிட்ட கேட்டு தனக்கு அந்த அதுக்கு விளக்கத்தை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் மாரியப்பன் ஐயா மகிழ்ச்சி இப்போ என்னுடைய சந்தேகத்தை நான் உனக்கு ஆடியோவில் பதிவு பண்ணுறேன் ஆழ்ந்த உறக்கத்தில் உலகமே ஒடுங்கி அனைத்தும் அழிந்து போகும்போது தோற்றத்துக்கு வந்துள்ள உலகங்கள் அனைத்தும் ஒடுங்கி போய்விட்டாலும் கூட துன்பத்தில் தோன்றாத வண்ணம் நீங்கும் வண்ணம் முக்தி அடைந்தவர் எவரேனும் இருக்கிறாரோ முழுமையான விழிப்பு நிலையை மோட்சத்தில் சேர்த்து வைக்கும் நல்ல இறுக்கமான மறைப்பு மோட்சத்தை உணர முடியாமல் இளைஞர் செய்து கொடுக்கும் அப்படின்னு ஒரு இதுல நான் படிச்சேன் இதுக்கு தனக்கு விளக்கம் தெரியணும்படி உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன் மகிழ்ச்சி அடுத்ததான் நூறு ஆடியோக்குள் ஏதோ ஒரு சின்ன திருத்தம் கொண்டு ஆடியோக்கு அமைச்சிருக்காரு அதையும் பிளே பண்றாங்க ஒரு சின்ன திருத்தம் கடைசியில நான் படிக்கும்போது தப்பா உங்களுக்கு சொல்லிட்டேன் மோட்சத்தை உணர முடியாமல் இடைஞ்சல் செய்து கெடுக்கும் நான் சொல்லும் போது கொடுக்கணும் சொல்லிட்டேன் அது தவறு இப்ப நான் திரும்ப ஒரு தடவை சொல்றேன் மோட்சத்தை உணர முடியாமல் இடைஞ்சல் செய்து கெடுக்கும் தவறுக்கு மன்னிக்கணும் மகிழ்ச்சி இதுதாங்க அவரோட ஆடியோ கிளிப்பு இப்போது இதை வந்து அந்த அவரோட கேள்வியை மட்டும் நான் எழுந்து வச்சுருக்கேன் அதை அதை படிச்சிடுறேங்க அது ரொம்ப நல்லது வணக்கம் மரியப்பன் ஐயா எப்படி இருக்கீங்க எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அது ஆடியோவாக உங்களுக்கு அனுப்புகிறேன் அதை சுவாமிகிட்ட கேட்டு எனக்கு அந்த விளக்கத்தை கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன் கேட்டுக்கிறேன் மரியப்பன் ஐயா மகிழ்ச்சி இப்போ என்னோடய சந்தேகத்தை நான் உங்களுக்கு ஆடியோவாக பதிவு பண்ணுறேன் ஆழ்ந்த உறக்கத்தில் உலகமே ஒடுங்கி அனைத்தும் அழிந்து போகும்போது தோற்றத்துக்கு வந்துள்ள உலகங்கள் அனைத்தும் ஒடுங்கி போய்விட்டாலும் கூட நம்மை துன்பத்தில் மூழ்கச் பிறவியானது மீண்டும் தொடராத வண்ணம் நீங்கும் வண்ணம் முக்தியடைந்தவர் எவரேனும் இருக்கிறாரோ முழுமையான விழிப்புநிலையே மோட்சத்தில் சேர்த்து வைக்கும் நல்ல இறுக்கமான மறைப்பு மோட்சத்தை உணர முடியாமல் இடைஞ்சல் செய்து கெடுக்கும் அப்படின்னு ஒரு இதில் நான் படித்தேன் இதுக்கு தனக்கு விளக்கம் தெரியணும் நீங்கள் சாமிகிட்ட கேட்டு சொல்லும்படி உங்களை நான் கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் மகிழ்ச்சி இதுதாங்கய்யா அவட கேள்வி இப்போது கேள்வி எதிர்த்து பார்க்கலாங்கய்யா இது வந்து அந்த வார்த்தைகளை வந்து நான் வந்து நீங்கள் ஒன்று பண்ண முடியுமா சொல்லுங்கய்யா சொல்லுங்க எழுதிடுங்க சரிங்க எழுதிருங்க எழுதினாதான் கேள்விலே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குப்பட்டதா ஏன்னா இருக்கு ஏதோ ஒண்ணு பதில் இருக்குதுனால தான் கேள்வி உற்பத்தி அது தெளிவு பெறத்துக்கு அமைக்கப்பட்ட விதத்துல பதில் மறைஞ்சிருக்கிற பதில கூட கேள்வி சரியா கொண்டு வந்தாதான் வரும் அதனால அந்த கேள்வியை நீங்க எழுதிடுங்க சரிங்க சரிங்க சரிங்க Yeah. <clears throat> அ <clears throat> ம் ஆ எழுதிருக்கேன் எழுதிருக்கேன் பரவாயில்ல um, <clears throat> அந்த வரத்தை பத்தி ம் ம் ம் போல இருக்கறது கூட ம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போட்டா இருக்கிறாரோ இருக்கிற போடுவீங்க இருக்கிறாரோ மெல்லி நரோ போடுங்க அங்கே அதான் உங்களுக்கு ரொம்ப வள்ளி நராக ரொம்ப பிடிச்சிருக்கு ரோ மாத்துங்க சரிங்களா இருக்கிறாரோ முதல்ல தான் மாற்றக்கூடாது ரெண்டாவது கரெக்ட்ளா ஆ கரெக்டு கரெக்ட் அப்புறம் இங்கே என்ன என்னொன்று முழுமையான விழிப்பு நிலையே மோட்சத்தில் சேர்த்து வைக்கும் நல்ல ஆ அது கரெக்டு நல்ல போட்டிருக்காரு கேள்வி ஆழ்ந்த உறக்கத்தில் உலகமே ஒடுங்கி அனைத்தும் அழிந்து போகும்போது ஒரு மண்பான ஜட பொருள் இல்லையா அதை வந்து பொடியாக்கி பஷ்பமாக்கி கரைச்ச பிறகுதான் அது ஜடம்னு சொல்லணுன்ற அவசியம் கரெக்டா அந்த மாதிரி ஆழ்ந்த உறக்கத்தில் உலகமே ஒடுங்கி அழிந்து போகும்னா யாருக்கு உலகம் உலகம் என்ன பார்க்குதா பார்ப்பவனுக்கு உலகமா காமன் சென்ஸ் கரெக்டழிஞ்சி போது என்ன சொல்ல பிரளயம் ஒரு பிரளயம்னா என்ன அர்த்தம் அப்படியே கெட்டாஸ்ட்ரபி கெட்டாஸ்ட்ரபி அதாவது கெட்டாஸ்ட்ரபின்னா பேரொழிவுங்களா இங்கிலீஷ்ல கெட்டாஸ்ட்ரபின் வாங்க அந்த மாதிரி வந்து தினம் தூக்கம் என்ன பிரளயமே என்ன பிரளயம் விழிப்பு நிலை பிரபஞ்சத்தோட சேர்ந்து அவனோட அதை உணர்ச்சி மயமாக அனுபவிப்பவனோட சேர்ந்து அந்த நான்களோட சேர்ந்து ஒரு சேர போயிடுது தனியாக அதுவும் அழியல தனியாக இந்த உடலும் அழியலை நம்மளும் செத்து போல கரெக்டா அதுலேருந்தே ரெண்டு ஸ்தூல பொருட்களுமே உயிரற்றவைகள்னு தெரியுதா இல்லையா கரெக்டு முக்கியமாக எங்க என்ன போகுது சாஃப்ட்வேர் சுவிச் ஆஃப் ஆகுது ஆமாம் இதுக்கு பெருசாக போக வேண்டாம் மொபைலில் பேட்ரி சார்ஜ் தீந்த தீந்துச்சதுனால எல்லா ஆப்ஸும் டவுன் ஆயிடும் ஒரு கால் கூட அடிக்க முடியாது கரெக்டா ஆமாம் ஆமாம் இங்கே உண்மையான மொபைலாக மொபைலுக்கு உயிர் கொடுப்பது எது மின்சாரம் ஒரு பேட்ரி அந்த பேட்ரி ஃபுல் சார்ஜில் இருக்கணும் சார்ஜில் இருந்தால் தான் சைக்காலஜிக்கு சைக்காலஜி சைக்காலஜி மூலமாக தான் மொபைல் ஃபங்க்ஷன் ஆகுது கரெக்டா மொபைலில் சைக்காலஜின்றது என்னது அப்ளிகேஷன்ஸ் அது வந்து அந்த சிக்னல்ஸை எமிட் பண்ணுற அளவுக்கு ஒரு சிம் கார்டு கனெக்ஷன் அந்த சிம் கார்டு மாதிரி இருக்கிறது தான் புத்தி ஓகேங்களா மொபைலில் அதில் மெமரி போல இருக்கிறது தான் மனம் கற்பக்கோடி வருஷம் உடம்பில் வாசம் பண்ண அத்தனை டேட்டாவும் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஹெச்டி கார்டில் போட்டு வச்சுருக்கோம் அது மொபைல்லேருந்தே நம்ம சொல்லிடலாம் இப்போ வந்து மொபைலில் எது போகுது கம்ப்ளீட்டாக பேட்டரி டவுன் ஆகி ஜீரோக்கும் கீழ ஜீரோ போன பிறகு என்ன ஆகிடுது லோ வோல்டேஜ் போய் பஸ் நினைஞ்சு நீங்க என்ன பண்ணாலும் எதுக்கும் டெத்து ஆனா உள்ளுக்குள்ள எல்லா டேட்டாவும் இருக்கு எந்த நிலையில இருக்கு கரண்ட் வந்து எல்லாம் வீழ்ச்சிக்கும் இது பேர் பிரளயம்னு பேரு இதை தான் வந்து அவர் வந்து உலகமே ஒடுங்கி அனைத்தும் அழிந்து போகும்போது எங்க ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்த உறக்கம்ன்றது மொபைல் மாதிரி ஒரு மனிதனுக்கு அவனுடைய விழிப்பு நிலை அவனுடைய கனவு நிலை இரண்டும் வந்து இல்லாமல் போய்விடுகிறது பேட்ரி டவுன் ஆயிடுது அது வெளிப்படுவதே மொபைல் மூலமாக வெளிப்படுற மாதிரி பேட்ரியனுடைய சார்ஜு மொபைலில் இருக்கிற சிம் கார்டு ஆன் சிக்னல் டவர்ஸ் எல்லாம் அதில் தெரியறதுலேருந்து சிக்னலுடைய ஸ்ட்ரென்த்து தெரியறதுலேருந்து நீங்கள் எந்த கம்பெனியில் போட்டுருங்களோ அவங்களுடைய இது த்ரீ ஜி ஃபோர் ஜின்ற அந்த எம்பலத்தோட என்னென்ன ஆப்பு வாட்ஸ்அப்பில் இது இவ்வளோ மெசேஜ் வந்திருக்கு மெசேஜ் மேலே பாக்ஸில் இவ்வளோ அஞ்சு வந்திருக்கு ஆறு வந்திருக்குன்னு எல்லாம் சுவிட்ச் மாதிரி அப்படி வர வேண்டியது எது மனம் ஸோ மனத்துக்குள்ளே இந்த தூலமான மொபைல் எலக்ட்ரிசிட்டிக்குள்ளே ஒடுங்கிடுற மாதிரி புரியுதுங்களா பேட்டரிக்குள்ளே ஒடுங்கிடுற மாதிரி சிம் கார்டும் மெமரி கார்டும் நம்ம உயிரே கூட ஆழ்ந்த உறக்கம்ன்ற ஒரு பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு புரியுங்களா ஆனால் அதுக்கு பேர் என்ன மனிதனுக்கு மனிதன் கொடுத்துருக்கு பேர் என்ன ஆழ் ஞானிகளுக்கு இது ஆழ் உறக்கம் இது அவங்க என்ன சொல்லுவாங்க பரிபூர்ண ஞான நிலை சரிங்களா ஃபஸ்ட்டு கேள்வியை ஆழ்ந்த உறக்கத்தில் உலகமே ஒடுங்கி அனைத்து அழிந்து போகும்போது தோற்றத்துக்கு வந்துள்ள உலகங்கள் அனைத்தும் ஒடுங்கி போய் விட்டாலும் கூட ரெண்டும் ஒன்று விட்டாலும் கூட இல்லம் அப்படிதான் ஆயிட்டு இருக்கேனும் நிரூபிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டு இருக்கின்றது ஆளுக்கத்தினால் நிரூபிக்கப்பட்டு ஆளுக்கம் என்னது அது பரம்பொருள் நிலை பேரிப்பு நிலை பேருணர்வு நிலை நம்மை துன்பத்தில் முழுக செய்யும் பிறவியானது இப்ப வந்து இந்த உலகத்தில் உடம்போட விழிப்பு நிலையில் மொபைல் சுவிட்சான் ஆகிற மாதிரி மொபைலில் மெமரி கார்டு சுவிட்ச் ஆன் ஆகுது மொபைலில் சிம் கார்டு சுவிட்ச் ஆன் ஆகுது பேட்டரி சார்ஜ் ஆகிடுது புரியுதுங்களா அது ஆற மாதிரி அப்படி எழுந்து எழுந்துக்கும் போது புரியுதுங்களா விட்டாலும் கூட இது வரைக்கும் முடிச்சிடுங்க நம்மை துன்பத்தில் முழுகச் செய்யும் பிறவியானது அப்படின்னா என்ன விழிப்பு நிலையா எங்க பிறக்குறோன்ற இவரு நீ விழிச்சுக்கும் போது பிறக்கற தூங்கும் போது உலகங்களே இல்லாம போயிடுது நீயும் இல்லாம போயிடுற எப்படி மொபைல்ல பேட்டரி கம்ப்ளீட்டா டவுன் ஆன பிறகு சுத்தமா மெமரி கார்ட்ல இருந்தும் ஒரு இது இல்லை போதாததுக்கு வந்து நம்ம எங்கேயோ காட்டில மாட்டின்ட்டோம் வச்சுக்கோங்க எங்கேயோ ஒரு லைட்டே இல்லாத ரோட மாட்டின்ட்டோம் நம்ம வண்டியிலயும் பெட்ரோலும் திருந்து போச்சு மொபைல சுவிட்ச் ஆன் பண்ணா நம்ம காத்தாலேந்து அதை யூஸ் பண்ணி எக்ஸாஸ்டும் பண்ணிட்டோம் அன்னைக்குன்னு அம்மாவாசை ஓகேங்களா இதுதான் கிட்டத்தட்ட உலகம் அழிஞ்சனையா அப்பா அங்க நின்றுன்னு இருக்கிறவன் யாரு இருட்டுல இருட்டு அவனையும் மூழ்கடிச்சிச்சு உலகத்து பகல் இல்லை சூரிய வெளிச்சம் இல்லை ஸ்தூல இருட்டானது இவன் உடம்பையும் தெரிய பண்ணாலும் அவன் இருக்கேன்றது அவனுக்கு தெரியுது ஏன்னா மனம் அழிச்சிருக்குல்ல இங்க மனமும் ஆஃப் ஆயிடுறது ஆழ்ந்த உறக்கத்துல ஆனாலும் நாம் இறப்பதில்லை அது ஒன்று புரியுதுங்களா திருப்பி சுவிட்ச் எலக்ட்ரிசிட்டி வரணும் எலக்ட்ரிசிட்டி மொபைலுக்கு வரா மாதிரி பேட்ரி சார்ஜ் ஆகிற மாதிரி இங்கே விழிப்பு நிலைன்றது மனம் வந்து எழுந்துக்குது மனம் எழுந்துக்குது மனம் என்ன இதே உலகமே ஒடுங்கி அனைத்து அழிந்து போகும் போதும் எது விழிப்பு நிலையே அப்படியே மறைந்து போகும் போதும் அப்படி அர்த்தம் அதுக்கு அதாவது மனம் விழித்த நிலை எண்ணங்கள் விழித்த நிலை தனியாக நான் வந்து இன்னைக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு இது எல்லாமே பிறவியா கரெக்டுங்களா நம்மை துன்பத்தில் முழுகச்சியும் இதுதானே பிறகு என்ன பிறகுது என்னுடைய தனித்தனி நாட்டங்கள் பிறக்குது இப்போ இவருடைய கேள்வி கூட இந்த பகல் நேரத்தில் பகல் நேரத்தையே சாஸ்வதமான ஒரு முழுமையாக நினைத்த மாதிரி தானே இருக்குது புரியுதுங்களா ஆமாம் ஆமாம் மனம் அவருக்கு விழிச்ச பிறகு தானே அந்த சந்தேகம் ஆழ்ந்த உறக்கத்துக்கு அவரும் ஆட்படுறாரு சந்தேகப்பவனே இல்லையே சந்தேகம் விழித்த பிறகு இதுதான் விழிப்பு நிலை மாதிரியும் இதுதான் இதிலேந்து விடுபட்டவர் புரியுதுங்களா நம்மை துன்பத்தில் முழுக செய்யும் பிறவியானது மீண்டும் தொடராத வண்ணம் இந்த ராவ மாத்த மாட்டேன்றிங்க இதுதான அவ்வளவுதான்ற சரிங்களா மீண்டும் தொடராத வண்ணம் நீங்கும் வண்ணம் முக்தி அடைந்தவர் எவரேனும் இருக்கிறாரோ இப்ப வந்து எழுந்த பிறகு விழிப்பு நிலைக்கு தனியா ஒரு முக்தி இருக்கா பிறவின்றது வந்து வெறும் விழிப்பு நிலை சமாச்சாரமா சரிங்களா அது ஆழ்க்கம் இன்க்ளூட் ஆழ் உறக்கம் என்ன பண்ணிட்டாரு நம்மளும் இருட்டில் முடிச்சுட்டாரு தன்மை பத்தி எதுவுமே விழிச்சுட்டு கரெக்டா விழிச்சது வந்து என்ன விழிக்குதுங்க தனித்தனி கவனங்கள் எங்கெங்கயோ மாட்டிக்கொண்ட கவனங்கள் அகந்தையா வெளிப்படுது அந்த கவனத்துக்குள்ள என்னென்ன இருப்பது மாட்டிக்கொண்ட உணர்ச்சிகள் கரெக்டா இந்த ஆன்மீகத்துல கூட எப்பதான் எனக்கு முக்தி கிடைக்குமோ எழுந்துடணும் இன்னே புரியுதா காத்தால எழுந்திரியே சரி இன்னைக்காவது இந்த கோவிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணுவோம் தனியா உட்காந்து இந்த ஸ்லோகங்கள்லாம் மனப்பாடம் பண்ணுவோம் இந்த கேள்வியை கேட்டுருவோம் புரியுதா அப்படின்னு பல விதங்களில் எங்கேயோ வந்து புத்திக்கு முன்னாடி இருக்கிற சந்தேகங்கள்லேயும் குழப்பங்கள்லையும் விழித்தவனாக இருக்கிறவனுக்குத்தானே இதெல்லாம் உடன் எழுகின்றன அவைகளே அவனா இல்லையா இந்த கேள்வி வரும்பொழுது இந்த கேள்வியிலேயே முனைப்பாக அவர் கவனம் இருந்து அதை பேசினாரா இல்லையா ரெக்கார்ட் பண்ணாரா இல்லையா ஆமாம் அந்த சந்தேகமும் இவரும் வேறு வேறே அல்ல அந்த சந்தேகமும் இவருடைய மனமும் வேறு வேறு அல்ல அந்த சந்தேகமும் இவருடைய புத்தியும் வேறு வேறு அல்ல அந்த சந்தேகமும் இவருடைய உலகமும் வேறு வேறு அல்ல அந்த சந்தேகமும் இவருடைய அகந்தையும் வேறு வேற அல்ல மொத்தத்துல பகவான் ஒரே வார்த்தையில சொல்லிடுச்சு நான் என் நான் ஒன்று எழுந்தபின் எல்லாம் எழும் கரெக்டா ஆமா உம் உடந்தவர் எவரேன்னு உள்ளவரா பதில் சொன்னது யாரு நான் ஒன்று எழுந்தவன் எல்லாம் எழுதும்னு சொன்னவர் யாரு உணர்ந்தாதான சொல்ல முடியும் சரி துவாபர யோகத்துல கிருஷ்ணரும் சொல்லியிருக்காரு புரியுதுங்களா யோகிக்கு எது இரவோ அது அஞ்ஞானிக்கு பகல் உணராதவனுக்கு பகல் அஞ்ஞானின்னு சொல்லு அதாவது உணராதவன் சொல்லும் அதாவது புத்தியில் இருப்பவனுக்கு கவனங்களாக இருப்பவனுக்கு எண்ணங்களாக இருப்பவனுக்கு உணர்ச்சி மயமாக இருப்பவனுக்கு உலக பொருட்களாக உலக உடைமைகளாக உலக பற்றுகளாக சகாலமாக இருப்பவனுக்கு அது பகல் எது யோகிக்கு எது இரவோ அது அவனுக்கு பகல் யோகிக்கு எது பகலோ அது அவனுக்கு இரவு புரியுதுங்களா அப்படின்னு அந்த டைமென்ஷனை மாத்தி சொல்றார் கிருஷ்ணர் அதையே பிரிச்சு பாத்துருவோம் சரிங்க நிறைய குழப்பா இருக்கு சரிங்க சரிங்க ரெண்டு பிரிச்சுருவோம் சரிங்க ஒரு கோடை போட்டுவோம் அறியாத நிலை இது சரிங்க உணர்ந்த நிலை அறிந்த நிலைன்னு கூட போடலாம் அதுக்கு ஆப்போசிட் அறிந்ததான அறிந்தவை போட்டுடலாம் அறிந்த இங்க உணர்ந்த சரிங்களா சரிங்க அறிந்த உணர்ந்த இது வந்து இரவு இது வந்து பகல் இது இரவு பகல் எது ஒட்டி சூரியனை ஒட்டி வெட்டிதா டுவெல் அவர் நைட்டு ஒன்பதுல இருந்து காத்தால ஆறு வரைக்கும் ஒரு ஒன்பது மணி நேரம் இரவு சரிங்களா காத்தால ஆறுல இருந்து நைட் ஒன்பது வரைக்கும் பகல் சும்மா சொல் பகல் பௌதிகளை பகல் பௌதிக இரவு பௌதீக பகல் சரிங்களா அப்புறம் இதுக்கு என்ன சொல்றோம் நம்ம ஒயாம சொல்றது என்ன உள்கடந்த நிலை நேர கடவுள் நிலையில போட்டலாமே கரெக்டா போட்டு என்ன அறிந்த நிலையாச்சு கடவுள் நிலை இது என்ன இது என்ன நிலையா இருக்கும் அதே அறியாம நிலை அறியாத நிலை புரியுதுங்களா இது வந்து தேகமே தேகாத்ம புத்தி நிலைன்னு போடணும் ஆக்சுவலா புரியுதா தேகமே ஆத்மா என்ற புத்தி நிலை அதாவது தேகமும் உடலும் உலகமும் தேகம் உலகம் உலகத்தால் மறைந்த நிலை உலக தேகம் பிளஸ் உலக மறைப்பு நிலை சரிங்களா உள்கடந்த நிலை இது வந்து தேகம் உலகம் மறைப்பாக இருக்கும் நிலை தேகம் உலகம் எதால மறைக்கப்படுகிறது முதல்ல வந்து கவனமே நான் பாவம் புரியுதுங்களா நான் பாவம் நான் இங்க ஆரம்பிக்குது புத்தியில புத்தியில இருக்கும்போது அது கவனமா இருக்கு கவனம் அப்புறம் இரட்டை உணர்ச்சிகள் புத்தியில புத்தில எப்படி இருக்கும் எழுந்த உண்மையா இத உணர்ந்தவங்கெல்லாம் இருப்பாங்களா அது என்னது நில உணர்ந்த நிலைன்றது என்ன நிலை அது என்ன இங்க இருக்காதா விழிப்புணர்ல அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இல்ல அது அந்த பாவத்து மேல எழுந்த கவனம் தானே அது ஒரு உணர்ச்சி தானே இங்க இருக்காதா இருக்குமா இருக்கு இல்லை அப்படின்னு இரட்டை உணர்ச்சிகள் தானே அதை ஒட்டி வெட்டி தானே அந்த புத்தி கவனத்துல அதுக்கப்புறம் என்ன மனம் இது வந்து என்ன பண்ணுது ஆடியோ வீடியோ பேச்சு ஆடியோ வீடியோ அசம்பிளி தூண்டி தூண்டி கூடுவார் கூட்டி கொடுப்பாரு நம்ம ஒரு சசங்கமே போட்டோம் மனம் புத்தி அகந்தை கூட்டு களவாழ் போட்டோம் புரியுதுங்களா அதனாலதான் ஒட்டுமொத்தமா அறியாத நிலைன்னு சொல்லிட்டோம் புத்தி இரட்டை உணர்ச்சிகள் ஆடிய வீடியோ அப்புறம் வந்து ஐந்து புலன்கள் தர்ம புலன்கள் புலன்கள் பொறிகள் அவைகள் கொண்ட உலகம் புரியுதா சரிங்க உலக நாட்டங்கள் இதை தவிர யாரு தெரியுதுங்களா எல்லாம் ஜூம்இன் பண்ணி இது பண்ணிக்கங்க அறிந்த உணர்ந்த நிலை அறிந்த நிலை அப்படின்னா என்ன கேள்வி கேட்கிற இவரே வந்து நீங்கும் வண்ணம் முக்தி அடைந்தவர் முக்தி இவரே முக்தி அடைஞ்சவர் யாரு கேள்வி கேட்டார் பாருங்க ஆமாங்க அவரையும் ஜேர்த்து ஐந்து அறிவரைக்கும் எல்லாமே முக்தி அடைஞ்சிடல ஏன்னா அவைகளுக்கு தனி இருப்பே இல்லை அங்க தனி கவனம் இருக்கா ஒரு பசுக்கு தனியும் இருக்கா தனியும் இது ஐந்தறிவு மிருகம் விலங்கு ஐந்தறிவு விலங்கு ஓரறிவு தாவரத்தை சாப்பிடுது சில துஷ்ட மிருகங்கள் மற்ற சாத்விக பிராணிகளை சாப்பிடுது ஆக முத்தல இதெல்லாம் உயிர் கொண்டு உணர்ச்சிகளால் உணவை உட்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்க ஆனால் அவைகளுக்கு தனி இருப்பே இல்லை உள்ள ஊடகங்களே இல்லை அதனால உள்கடத்திலே அவைகளுக்கு இல்லை சரியா அவைகளும் ஆனால் அவைகள் அறியாதவைகளாக இருந்தாலும் அவைகள் பிரிபடாமல் இருக்கின்றன ஏதோ ஒரு விஞ்ஞான நியதி இருக்குல்ல இது வந்து அறிந்த நிலையா இருக்குல்ல அதுக்குள்ள அவைகள் அடங்கி இருக்கின்றன ஒரு மிருகத்துக்கு தான் மிருகன்னே தெரியலன்னா நான் அவன் இல்லை நான் அப்படி இல்லை நான் அவ்வளோ மட்டமா இல்லை நான் அவ்வளோ வசதியாகவும் இல்லை அப்படின்னு நிறைய எடை போடுதல்களோட அந்த தனி நான்கள் வந்து டெம்பரரியா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு எழுந்துக்கும் போது விலங்குக்காவது ஒரு பசு வந்து ஒரு புலிய பார்த்தோ இதை பார்த்தோதான் பயப்படும் துஷ்டமா இருக்கா பயம் எல்லாரையும் பார்த்து பயப்படாதே இவனுக்கு எதை பயம் ஏன்னா உள்ள நானே பயத்துல விளைந்தது புரியுதா ஏன்னா அவனுக்கு சொரூபம் இருக்குன்னே ஃபர்ஸ்ட் தெரியாது நான் உள்கடந்த பெரிய பொருள் அப்படின்றதே தெரியாது சரிங்களா ஸோ இது வந்து எல்லாம் எப்படி இருக்கு அப்புறம் இதனுடைய நிலை என்னவா இருக்கு இது வந்து உள்கடந்த நிலை ஞான நிலை இன்னும் கேட்டீங்கன்னா பரிபூர்ண ஞான நிலை பரிபூர்ண ஞான நிலை இந்த ஞான நிலைன்றது என்ன பேர் இருப்பு நிலை பிளஸ் பேர் அறிவு நிலை பிளஸ் பேர் உணர்வு நிலை ஏன் இதெல்லாம் சொல்றோம் இதுல வந்து ஓரறிவு தாவரத்தில இருந்து ஜட பொருட்கள்ல இருந்து ஐந்து பூதங்கள்ல இருந்து இவைகள் எல்லாமே எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் அறியாத நிலைன்றது வந்து நம்ம இந்த மனுஷனை பத்தி மாத்திரம் எழுதியிருக்கோம் ஏன்னா இவர் என்ன சொல்லியிருக்காரு இவரு கேள்வியிலே என்ன கேட்கிறாரு நம்மை நம்மை துன்பத்தில் முழுக செய்யும் பிறவியானது அப்படின்னா என்ன மரித வந்து ஜஸ்ட் எழுந்துக்கிறது மாத்திரம் பிறவியா தூங்கின்னு இருக்கிறது இதை மாத்திரத்துக்கு இது தூக்கத்துல ஒண்ணுமே இல்லாத மாதிரி புரியுதா நிறைய பேருக்கு இந்த உலகத்துல வாழறவங்களுக்குன்னா தூக்கம் வெட்டி வேஸ்டா போகுது அங்க கூட ஏதாவது ஒரு ஸ்டைபண்டு மாதிரி ஒரு சின்ன வேலையை கொடுத்து தூங்குறதுக்குன்னா அங்க கூட அப்படியே அதை கூட வாங்கிக்கிட்டு புரியுதா அதுவும் வேஸ்ட் ஆகாது இல்லை ஓரறிவிலேருந்து ஐந்து அறிவு வரைக்கும் அவைகளுடைய பகல் கூட வந்து கத்தனம் புத்தி உள்ளயும் பாக்குது வெளியிலையும் பாக்குது மிருகங்கள் போல இல்லாம அப்படி பார்க்கும் போது உலகத்தில இருந்தும் ஞான அடையணும் பகல் பொழுதுல இருந்தும் ஞான அடையணும் இப்படி எல்லாம் நம்ம அங்க இல்லவே இல்லாம நல்லா இருக்கோமே அப்படின்றது எடுத்து எடுப்புல தெரியணும் கரெக்டா தில்ல அப்படின் இருக்கு மனமாவும் புத்தியாக அந்தையாகவும் உடலாகவும் இருந்து எல்லாத்திலையும் சுத்தி சுத்தி சுத்தி எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு பட்டு பட்டு உலக நாட்டங்கள் அப்படியே போய் போய் போய் போய் வெளில தான் இருக்கு வெளில வெள்ளதான் இருக்கு அலைஞ்சு உள்ள இது மூணு வந்து பரிபூர்ண ஞான நிலை பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு நிலை எல்லாம் கடந்த நிலை கட உள் நிலைன்னா உள்கடத்தல் உள்கடத்தல்னா அப்புறம் இன்னொன்னு முக்கியமானது இவை இவைகளுக்கு எது வந்து அடிப்படையா இருக்கு பஞ்சபூதங்கள் ஆமாங்கய்யா ஆமா கரெக்டா ஆமாங்கய்யா இங்க பஞ்ச பூதங்களில் ஆதிபூதமான ஸ்பேஸே இல்லை வெளி புரியுதுங்களா ஆகாசம் ஆகாசம் இல்லை ஆகாசத்தோட சேர்ந்ததுதான் வந்து காலம் கரெக்டா ஆமாங்கய்யா இது ரெண்டு ஒரேஜ் என்ன பண்றோம் வேணும் வெளியில இருந்து அறிவிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை சுகமயம் சுகத்தை தெரியாது இந்த பேர் இருப்பு பேரறிவு பேருணர்வு என்ன சுக கடல் இது சுக கடல் இது அப்புறம் இருப்பு கடல் அறிவு கடல் ஆதி அந்தம் இல்லாத அறிவு ஆதி அந்தம் இல்லாத இருப்பு ஆதி அந்தம் இல்லாத சுக மயம் டைம் கிடையாது ஸ்பேஸ் கிடையாது இரு தனி இருப்பு கிடையாது இது இந்த இது இருப்பு எதுவுமே கிடையாது இதுதான் இதனுடைய இது வந்து பேசாத விஞ்ஞானம் ஆனாலும் நிதர்சனமாக அனுபவிக்கப்பட்டு ஆராயப்படாமல் கண்டிப்பாங்க பார்க்கப்படாமல் ஆமாங்கய்யா ஆமா ஆமாங்க இதுவரையும் இந்த அந்தவரக்கம் அப்படின்றத பிரிச்சு பா யாருமே சொல்லப்படாத ஒன்னாதான் இருக்கு அப்படின்னா இப்போ வந்து இந்த கேள்வி எங்கிருக்கு கம்ப்ளீட்டா இக்னோர் பண்றாரு அடிச்சு தூக்கி அடிச்சிட்டாரு உலகமே ஒடுங்கி அனைத்தும் அழிந்து தோற்றங்கள் தோற்றத்துக்கு வந்துள்ள உலகங்கள் அனைத்தும் ஒடுங்கி போய் அப்படின்னா என்ன இந்த ஆழ்ந்த உறக்கம் பயங்கரமான ஒரு கேடான நிலைன்ற ஒரு அடிப்படையிலேந்து கேள்வி புரியதுங்களா ஆனா அதனுடைய லட்சணங்களை எப்படி பாத்துட்டு இருக்கோம் உலகம் கோட்டை விட்டுடுச்சு என்னங்க கோட்டையும் விட்டதும் இல்லாமல் விழிப்பு நிலையில இந்த கூட்டு களவாணிகளுக்கெல்லாம் வந்து உரம் இப்ப இவர் கேட்கிற கேள்விக்கு நான் கொடுக்கற பதில் இவர் புத்திக்கு போதா யார் புரிஞ்சுக்க போறார் சிவகுமார் தூண்டி படிச்சேருக்கு எவரேனும் உளரோ எவரோ இருக்கிறது தெரிஞ்சிருக்கு சந்தேகம் வரும் இருக்கலாம் அங்க நல்லது இருக்கலாம் என்ன புத்தரைக்கிறார்கள் ஆழ்ந்த தம்பிக்கு பிரயோஜனம் இல்ல வேஸ்ட் ஆன்மீகமே இங்கதான் இருக்கு பிறவிய கலையன் விழிப்பு நிலைக்கு வா இது அடுத்த ஸ்டேட்மெண்ட் போங்க சொல்றாரு மீண்டும் தொடரா உலகம் இதுதான் எனக்கு துன்பம் இப்போ எங்க கோட்டை விட்டுருக்கோம் அது உதிக்கிற இடத்துல கோட்டை விட்டோம் எங்க இருந்து அப்புறம் எங்க தேடிக்கிட்டு இருக்கோம் துன்பத்தில் அந்த புத்திக்கு அந்த கவனம் திரும்பி வெளியில புஸ்தகத்தில் வெளியில இன்னொரு குரு உணராத குரு கிட்ட தேட முடியும் அவர் தானே இதுக்குள்ள இல்லையா கண்டிப்பா அவர் புத்திக்கு தோணினதெல்லாம் தானே சொல்லிட்டு இருப்பாரு ரமண மகரிஷி வந்து என்று தேகம் தும் இதே கேள்விய பதிலா பாட்டுல கடக்கு தூக்கத்துல தேகம் வந்து நான் சொல் நான் தூங்கிட்டு இருக்கேன் அது நினைக்க கூட முடியாது உணரவே முடியாது அது செட கட்ட இது இப்பவே இந்த சேரும் இந்த உடம்பும் எல்லாம் ஒண்ணு யா நம்ம இவரதையும் பார்ப்போம் பகவான் கிருஷ்ணருது கண்டிப்பாங்கய்யா சாங்கிய யோகத்துல ஒரு செயல் கொடுத்திருக்காரு அந்த செய பகவத்கீதை உலகம் எல்லாம் பிரசித்தமானது துவாபர யுகம் இந்த யுகம் இல்லை இதுக்கு முன் யுகம் அதுக்கு முன் யுகம் திரேதா யுகம் ராமாவதாரம் அதுக்கப்புறம் கிருஷ்ணாவதாரம் அதுக்கப்புறம் இப்போது கலியுகம் அந்த துவாபர யுகத்தில் அவதரித்த பகவான் கிருஷ்ணர் கலியுகத்தில் அவதரித்த பகவான் புத்தர் கலியுகத்தில் அவதரித்த பகவான் ரமண மகர்ஷி எல்லாம் நீங்கும் வண்ணமும் இல்லை கொட்டி கொடுத்துட்டு போட்டாங்க நீக்கிட்டே இருக்காங்க நம்ம இந்த பக்கம் இருக்கோம் வெளியிலான சிக்னல் டவர் ஆயிட்டு தினம் தினமும் அதே உணர்ச்சி அதுலயே புரியுதா அதுக்குள்ள எப்படி ஆன்மீகம் வரும் உள் கடக்க வேண்டியதுக்கு உள்ள வரணும் கரெக்டா உள்ளதாங்க இருக்கு உள்ளே போங்கன்னா என்ன சொல்லுவாங்க கதவை திறந்துக்கிட்டு உள்ளே போகணும் படிக்கட்டையில ஏறுங்கன்னு வாங்க ஒன்னு இல்லை சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பதினெட்டு படி போட்டு பதினெட்டு படி கடந்த பிறகு தத்துவம் நீ அதுவாக இருக்கிறான்னு உள்ள ஐயப்பனை காமிப்பாங்க புரியுதா பதினெட்டு படி என்ன அஞ்சு பூதங்கள் அஞ்சு புலன்கள் அப்புறம் அஞ்சு இது பஞ்ச ஆஹ் இல்ல பஞ்ச பஞ்ச பஞ்ச வாயுக்கள் பஞ்ச பூதங்கள் பஞ்ச புலன்கள் மனம் புத்தி அகந்தை மொத்தம் பதினெட்டாச்சா பதினெட்டை கடந்து பதினெட்டாவது படிக்கு வந்த உடனே தத்துவ நீ அதுவாக இருக்கிறாய் எது அறிந்த உணர்ந்த நிலை இரவு இரவு தூங்கும் போது தூங்கும் ஆள் உறக்கம் ஆள் உறக்கமே பொல்லி நம்ப அத ஒண்ணுமே கரெக்டா அதுதானே இங்க ஆரம்பிக்கும் போதே ஆழ்ந்த உறக்கத்தில் ஆளுக்க நிலை கொஞ்சம் கூட கனவு இருக்கிற நிலை கிடையாது கனவே அற்ற எதுவுமே அற்றங்களாக்க நிலை இது வந்து மனம் விழித்த நிலை மனம் நிலை மனம் உலகம் மனம்தான் உடல் சரிங்களா இது வந்து மனம் இறந்த நிலை இந்த புத்தகத்து நகத்துவீங்க சரிங்களா இது வந்து மனம் விழித்த நிலை இது வந்து மனம் விழித்த நிலை தான் நம்மளுடைய விழிப்பு நிலை நம்மளுக்கு என்னென்ன நிலை விழிப்பு நிலை கனவு இங்க இதையும் மனம் விழித்த நிலை உடல் விழித்த நிலை புரியுதா அதுதான் ரெண்டும் உடல் உலகம் விழிப்பு கனவு கூட ரெண்டு நிலைகளுமே விழிப்பு நிலைகள் போருமா இங்கே ஒண்ணுதான் ஆழ்ற நிலை கும் இருட்டு போலவும் ஒரு ரூபாவ ஈட்டி கொடுக்காத வியாபாரஸ்தலம் யாரோட வியாபாரஸ்தலம் புத்தியினோட வியாபாரஸ்தலம் கரெக்டா தனி மனுஷனும் வியாபாரிங்களா நான் இப்ப அங்க என்ன கொடுக்க நான் உனக்கு ஏதோ ஆன்மீகம் சொல்லி கொடுக்க நீ என்ன கொடுக்க போற அவரும் வியாபாரம் பண்றாரு சொல்லி கொடுக்கிறவரும் வியாபாரம் பண்றாரு தொட்டு கூட பார்க்கல கடந்த கடந்த கீதையா மாறிடும் கடந்தா ரமண மகர்ஷியா மாறிடும் உணர்வு தான் வரும் உணர்வுக்கு இந்த உலகத்தில் ஒரு பொருள் கிடையாது ஈடான பொருள் ஆழ்ந்தவரக்க சுகத்துக்கு எங்கேயாவது ஈடான சுகம் இங்க இருக்கா செக்ஸ் அனுபவிச்சோம் விடுபட்டா போற ஏதோ தும்மலை அடக்க முடியாம வெளிப்படுத்துற மாதிரி தான் இருக்கு செக்ஸ் கரெக்டா தூமிதான் திரணும் மாத்திரை போட்டுக்கிற மாதிரி தூக்க தூக்க மாத்திரை போட்டுக்கிற மாதிரி அப்படி இப்படின்னுட்டு என்னென்னவோ அஞ்சு கோஷங்களையும் குழப்பமான நிலையா இல்லையா இங்கே ஸோ இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக கிளியராக கொடுத்தா தான் மனிதன் வந்து இதுவாமாம் ஸோ இங்க வந்து இவர் பிறவி அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதே பகல் இரவ யோகி ஞானி இவர்கள் எப்படி அதில் இருப்பாங்க முடிக்கிறாங்க புரியுதுங்களா அதை தான் பார்ப்போம் பகவத்கீதை பகவத்கீதையில சாங்கிய யோகம் அதில் வந்து அறுபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் அறுபத்தொம்பதாவது ஸ்லோகம்ங்க பகவத்கீதை சாங்கிய யோகம் சாங்கிய யோகம் வந்து எத்தனாவது சாப்டர் ரெண்டாவது சாப்டர் அந்த ரெண்டாவது சாப்டரில் அறுபத்தொம்பதாவது ஸ்லோகம் யா நிஷா தஸ்யாம் ஜாகத்தி சம்யமி ஜதி பூதானி சா முனேகே முனேகா கடந்தவர் முனிவர்னா யாருன்னா முனைந்து தன்னை கடந்தவர் பொய் நான்களை கடந்தவர் இவைகள் அனைத்தும் பொய் நான்கள் ஒரே ஒரு உண்மை நாள் இது வந்து ஆன்மா இதுக்கு பேர் அதுக்கு பேர் என்ன நான் நானுனா அகம் ஆன்மான்னா தான் தமிழ நானு தமிழிலேயே தானு சமஸ்கிருத்துல அகம் ஆத்மா இது ரெண்டு தான் ம் அதனாலதான் ஆன்ம விஞ்ஞானம் இது வந்து ஆன்மை விஞ்ஞானம் இது வந்து அஞ்ஞானம் இது எந்த ஞானமும் கிடையாது புரியுதுங்களா இதை தெரிஞ்சுன்னுட்டா எல்லா விஞ்ஞானமும் இதனோட விஞ்ஞானம்லாம் இதுக்குள்ள வந்து உழுதுரும் ஏன்னா இதுக்கு இருப்பே இல்லை இது வந்து அறியாத நிலைனா அஞ்ஞானம் பொய் நான்கள் வருது தெரிஞ்சுக்கிறதுக்கு வருது இத பத்தி பல கூடுகளில் ஓரறிவு தாவரத்துல இருந்து கல்லு புல்லு பிக் பேங்கில இருந்து ஆரம்பிக்குது இந்த சயின்ஸ் எந்த சயின்ஸ் மெய்ஞான சயின்ஸ் மெய்ஞானத்துக்கு வந்தாதான் தெரியும் பல பிறவிகள் இருந்தது கிருஷ்ணரே இதுல சொல்லுவார் பார்த்தா உனக்கும் எனக்கும் பல கோடி பிறவிகள் இருந்தன அவற்றை நான் அறிவேன் நீ அறியாய் போருமா அங்க அவர் வேறுபடுறாரு புரியுதுங்களா இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன்னா புல்லா நான் பார்த்துட்டு வந்துட்டேன் எனக்கு வந்த ரூட்டு இங்கு பிரபஞ்சம் எது நிக்கிற ரூட்டுன்றது ஒவ்வொரு ஜென்மத்திலயும் தெரியும் எனக்கு தெரிஞ்சு இப்ப உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்குன்னு அவதரிக்கிறேன்றாங்க இவர் கேக்குறாரு மீண்டும் தொடராத வண்ணம் நீங்கும் வண்ணம் முக்தி அடைந்தவர் எவரேனும் இருக்கிறாரோ இருந்து சொல்லியிருக்காங்களே என்ன ஒன்னு சொல்றாங்க என்னை நானே எதுக்கு வராங்க அவங்களுக்கு என்ன வேலைங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் முடிச்சுட்டவங்க தேவையில்லை ஏன் வராங்க மனித சமுதாயத்து மேல இருக்கிற கருணையினால பீக்குக்கு அதர்மம் போகும்பொழுது இந்த புரியாத ஆட்டம் உச்சத்தை தொடும்போது இந்த புரியாத ஆட்டம் இது வந்து பொய்கள் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு வராங்க பொய்களை பொய்கள்னு நிரூபிக்கணும் மெய்யாகவே இருந்தும் காமிக்கணும் உணர்வுல உணர்வுல டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வாழ்ந்தவர் தான் வந்து கிருஷ்ணர் உடலோட உயிர் புரிதா பகவான் ரமணரும் டுவெண்ட்டி ஃபோர் பை செவனு உணர்வு பேரிருப்பு பேரறிவு பேருணர்வாகவே இருந்து வாழ்ந்தவர் அப்புறம் அவரு மகன் புத்தரு பேரறிவு பேரருப்பு அப்புறம் எல்லா மதத்து முக்கியமான மகன்கள் எல்லாம் இருந்திருக்காங்க ஒத்தர்ல இப்ப கூட இருக்காங்க நிறைய பேருக்கு சொல்ல தெரியாது நல்லா புரிஞ்சுக்குங்க இல்லைன்னு அர்த்தம் கிடையாது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அப்புறம் நிறைய பேருக்கு என்ன நினப்புனா இருந்த அவங்களால சொல்ல முடியாது ரமணர் மாதிரி சமூகத்தை விட்டுட்டு கிருஷ்ணர் மாதிரி கூட அவங்க எதிர்பார்க்கல என்ன இந்த இப்போ கலியுகம் இல்லையா கிருஷ்ணர் எப்போ வாழ்ந்தார் அது கூட கதைன்னு சொல்லி விட்டு விட்டுடலாம் சும்மாப்பா என்னமோ அது ஒரு ஸ்லோகம் பத்திரம் கிடைச்சிருக்கு அதை இவங்க ஹிந்துஸ் இப்படி பண்றாங்க அப்படி கூட சொல்லிடலாம் கரெக்டா ஆனா பகவான் ரமணர் வாழ்ந்தார் ஆனா பகவான் ரமணர் வாழ்ந்தவா என்ன துறவு மாதிரி அதனால அவரு அவரு என்னத்தை சொல்லியிருக்க முடியும் இவங்க ஆராயாததுனால இவங்க அந்த செயல்களில் தன் உடல் பொருள் ஆவியை கொடுத்து என்னடா சொல்லியிருப்பாரு எப்படி அவரு என்னடா அந்த வார்த்தைக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பொழிப்புரை கொடுக்கறதை விட்டுட்டு இன்டர்பிர்டேஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு புத்தியினோட இன்டர்பிர்டேஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு காலாட்சேபம் பண்ணுறதை விட்டுட்டு எனக்கு சித்தாந்தமாக ரமணர் பார்த்தா அந்த உண்மை நானும் பார்க்கணும் அப்படின்னு பார்த்துருந்தாங்கன்னா வந்துருக்கோம் என்னுடைய மானசீக குரு அவர் எனக்கு ஞானம் டைரக்டா கையில உணர்த்தியவர் அவர் உணராம ராமணனுடைய அந்த மீனிங் என்ன ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற விஞ்ஞானம் என்ன இன்றைய இன்னைக்கு நாசா சயின் ஸ்பேஸ் சயின்ஸுடைய விஞ்ஞானம் இது போர்சஸுடைய விஞ்ஞானம் எனர்ஜிஸோட விஞ்ஞானம் ஸ்பேஸ் விஞ்ஞானம் பார்ட்டிகுலர் மேட்டர்னு சொல்லப்படுறிகளை பத்தியை பத்தி இது எதை விட்டு வச்சிருக்கோம் நம்ம குவாண்டம் ஃபீல்டெல்லாம் கடந்து வந்து எண்ணங்களே இருக்குன்றோம் ஒரு எறும்ப கூட வந்து நம்மளால உயிர் கொடுக்க முடியாது ஒரு புது எறும்ப பயாலாஜிக்கலா ஒரு புது எறும்ப உற்பத்தி பண்ண முடியாது கிருமிகளை வேணா உற்பத்தி பண்ணி கலந்து என்னென்னவோ சமூகத்தையே கெடுப்போம் ஆனா ஒரிஜினல்லா ஒரு உயிரை ஒரு புல்லுக்கு கூட இங்க உயிர் கொடுக்கறதுக்கு எந்த விஞ்ஞானமும் இன்னும் வரல அதனால அணுவும் அவனன்றி அணுவும் அசையாதன்னு சொல்லியிருக்காங்க அணுவனுடைய இயக்கமே அதனுடைய அது அசைவிக்கிறது அணுவை அசைவித்து தான் அசையாமல் இருக்கிறது அச்சலமாக புரியுதுங்களா உணர்ந்தவர்கள் இருக்காங்க இப்ப கூட இருக்காங்க நிறைய பேருக்கு விளக்க தெரியாது பேச தெரியாது ஆனா அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா குறை குடங்கள் கூத்தாடுகின்றன புரியுதா இங்கேயே எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் அட்டை நிறைய பேருக்கு தெரியுமா உணர்ந்தா அது பை செவன் இருக்கும் எங்க சொல்றாரு யுத்தத்தில் சொல்றாரு நிலைமை அந்த சூழலில் உபதேசங்கள் வருதுன்னா அது யுத்தமும் ஒண்ணுதான் ரிலாக்ஸ்டா தன்னுடைய அந்தபுரத்துல இருக்கிறதும் ஒண்ணுதான் கரெக்டா ரெண்டே ரெண்டு நிலைகள் கிடையாது உணர்ந்தவர்களுக்கு அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே நிலை உணர்ந்த நிலை தான் உள்கடந்த நிலை தான் பேரிருப்பு பேரறிவு பேருணர்வே அவங்களுடைய உடல் அஞ்சு கோஷங்கள் மூலமா வெளியில அதுதான் பெரியகிட்டு வரும் அந்த மாதிரி வந்த பாட்டு இது உம் பாத்துருவோம் என்ன சொல்றாங்கன்னா உயிர்கள் அனைத்துக்கும் எது இரவோ உயிர்கள்னா என்ன தோற்றத்திற்கு வந்திருக்கின்ற தனி கவனங்கள் பொருமா ஒரு எறும்புக்கு தனி நாட்டாக இருக்குது ராவும் பகலும் நடந்துக்கிட்டு இருக்கு நடந்துகிட்டே செத்து போட்டுருக்கும் தேடிகிட்டே செத்து போட்டுருக்கு முட்டையிலேருந்து வந்த உடனே இப்படி இப்படி நாட்டம் தாயினோட கர்ப்பத்திலேருந்து வந்த கண்ணுக்குட்டி கூட இறங்கின உடனேயே ஆகாரம் தேடி தேடி தேடி தேடி வாழ்க்கை பூரா நின்று நடந்து அசைத்து புரியுதா அசை போட்டு அப்படியே இருந்து இருந்து இருந்து கன்றை ஈன்று அதுவும் அப்படியே போயிட்டு இருக்கு வருது போறது வருது போறது அந்த மாதிரி உயிர்கள் அனைத்துக்கும் எது இரவோ உயிர்களா தோற்றம் கொள்ளுகின்ற அந்த கவனங்களே புத்தியில் மறைக்கின்றன அப்படின்றது யோகிக்கு தெரியும் அவருடைய ஃபர்ஸ்ட் கேள்வி அதுதான் தன்னை உயிராத கன்சிடர் பண்ண மாட்டார் நம்மளாம் என்ன இதுதான் உயிர் இதுக்குதான் யோகாசனம் என்ன எவ்வளவு எக்ஸ்டெண்ட் ஆக நூத்தி இருபது வயசு வேணுமோ வாழலாம் நூத்தி இருபது வயசு வரைக்கும் யோகாசனம் மூலமா வாழறத நிஜமாவே யார் வா உள்ள இருக்கான் என்ன பொருள் இந்த இந்த உயிரை வெளில கொண்டு வருது தூக்கத்தில இருந்து அப்படின்னு ஏன் பாக்க கூடாது புரியுதா எது மெய் உயிர் இது என்ன உயிர் இது என்ன உயிர்னாவது ஒரு சந்தேகம் வரணும் கைகால அசைவிக்கிறதே ஆனந்த வருடத்தில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுறது இது அசையும் இந்த பூமியும் ஆகாசமும் அஞ்சு பூதங்களும் எதிரிட்டு சுட்டறியும் ஊடகங்களாக உபயோகப்படும் புத்தி மனம் புலநாட்டங்கள் இதுவும் கூட அற்று அங்கே அப்படி இருக்குது இங்கே இப்படி வந்து ஒரே சேஷ்டையான சேஷ்டை அப்படின்னா சேஷ்டைகளே மறைப்பாக எழுந்த உயிரே மறைப்பாக அதனால தான் என்ன சொல்கிறாரு உயிர்கள் அனைத்துக்கும் எது இரவோ என்ன அர்த்தம் உயிரை எப்போ எழுத்துக்கிறது அப்போ ஜீவராசி இருக்கட்டும் புல்லு கூட வீழ்ச்சிக்குதா இல்லையா சூரியனுக்கு வீழ்ச்சிக்குது தூங்கும்பஞ்சு மரத்தை பார்த்தீங்கன்னா அந்த இலைகள் சுருங்கி விடும் கரெக்டா ஃபைவ் ஓ கிளாக் மாதிரி அங்க சூரிய அஸ்தமனம் நடக்கணும் இங்கே அப்படியே எல்லாம் சுருங்கி இருக்கும் காத்தால ஆறு மணிக்கு பாருங்க பிரைட்டா எல்லாம் விரிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லா இலைகளும் விரிச்சுக்கிட்டு இருக்கோம் கரெக்டா தொட்டாச்சுருங்கி பரோம் அந்த மரமே வீழ்ச்சிக்கும் விழிச்சு தூங்கி விழிச்சு தூங்கி காமிக்கும் அப்படி ஒரு அறிவுலேருந்து ஆறு அறிவு நம்ம வரைக்கும் நம்ம என்ன விழிக்குது தனி கவனங்கள் தனி கவனங்கள் இரட்டை உணர்ச்சிகளாக நிறைய பாவங்களாக தொடர்ந்து அவனை பிஸியா வச்சுக்கிட்டு இருக்கு இதுதானே இரவு அத தப்பான இடத்துல போட்டார் முழுமையான விழிப்பு மோட்சத்தில் சேர்த்து வைக்கும் முழுமையான விழிப்பு என்ன இதுக்கு விழிச்சிக்கிறது இவர் யோகியும் என்ன பண்றாரு உயிர்கணனத்தக்கும் எது இரவு யோகிக்கு எது இரவோ அதில் யோகி விழித்துக்கும் எது இரவோ அதில் யோகி விழித்து இருக்கிறான் பகல் போல புரியுதா யோகிக்கு இது பகல் அவங்க எதுக்கு தூங்குறாங்க இதுக்கெல்லாம் தூங்கிடுறாங்க இதுக்கெல்லாம் தூங்கிடுறாங்க கடந்த நிலைக்கு தூங்கிடுறாங்க உணர்ச்சிக்கு ஆட்டம் போடுறாங்க கவனங்களுக்கு குதிக்கிறாங்க புரியுதா அத்தனை பற்றுக்களும் வருதா இல்லையா உடல் பற்று ஆரோக்கிய பற்று அழகு பற்று சுட்டறிவு பற்று இனப்பற்று மொழிப்பற்று தேசப்பற்று உயிர் பற்று கரெக்டா இதெல்லாம் யோகிக்கு இவுளுக்கு பட்டப்பாடல் இது ஒண்ணுதான் விழி இத விழிப்பு நிலையா இது முழுமையான விழிப்பு நிலையை மோட்சத்தில் சேர்த்து வைக்கும் நல்ல இறுக்கமான மறைப்பு மோட்சத்தை உணராமையால் உணர முடியாமல் இடைஞ்சல் செய்து கெடுக்கும் இது என்னப்பா கண்ணு முழிக்கிறது மனம் முழிக்கிறது எண்ணம் முழிக்கிறது கவனங்கள் முழிக்கிறது இரட்டை உணர்ச்சிகள் முழிக்கிறது புலன்கள் முழிக்கிறது நான் பாவம் கொக்கரிச்சுகிட்ட ஆட்டம் போடுற இடம் இதுவா விழிப்பு நிலை அப்படியே உலட்டாவா வர்றது இல்ல இதுதானே இப்ப நம்ம சொன்னதுதானே போட்டிருக்காரு கிருஷ்ணர் என்ன போட்டிருக்காரு உயிர்கள் அனைத்துக்கும் எது இரவோ அவங்களுக்கு எது இரவு இதுதான் ஓர் இருந்து ஆறு மனிதன் வரைக்கும் இதுதானே உயிர்கள் மனிதனையும் சேர்த்துட்டார் ஆனா அவைகள் கூட பரவாயில்ல ஏன்னா அவைகளுக்கு வந்து நாம் இப்படி இருக்கோன்னு கூட தெரியாது அதுக்குத்தான் மனித மனிதனுக்கு மாத்திரம்தான் மோட்சம் இருக்கு மோட்சம் கூட எதுக்கு எதுலேருந்து மோட்சம் இது பொய்னு உணர்றதுதான் மோட்சம் இதை நம்ம போய் தினம் அடையிறது இல்லை கரெக்டா இவங்க என்ன சொல்றாங்க விழிப்பு நிலையை மோட்சத்தில் சேர்த்து வைக்கும் மோட்சம்னா என்ன நினச்சிக்கோங்க விழிப்பு நிலையில எங்கேயாவது உடம்பு விழிப்பு நிலையில திடீர்னு மோட்ச கதினா விழிப்பு நிலையில பகல் நேரத்துல இந்த சைட்ல இருக்க இந்த சைட்ல இருக்க மோட்சம் என்ன மோட்சமா இருக்க முடியும் இந்த ஸ்பேஸ்ல எங்கேயாவது நம்ம ஒளி ரூபத்துல மறையணுமா இப்ப என்ன சித்து வேலைகள்லாம் பெரிய வேலையாயிப்புச்சு புரியுதுங்களா சித்து பண்றவர் வந்து ஹையஸ்ட் குரு அவருதான் கேரண்டி கொடுக்க முடியும் அவரே தூங்க போனோம் அவரோட சித்தோட சேர்த்து அவர் பண்ற மேஜிக்கோட சேர்த்து அவரும் தூக்கத்துக்கு போனும் அங்கேந்து விடுறது அங்கேந்து அவரை வெளியில விடுறது இல்லை அவரோட சித்தோட அவர் மேஜிக் எந்த அளவுக்கு கத்துக்கிட்டாரோ கரெக்டா அந்த அளவோட அவரை திருப்பி வெளியில விடுது இல்லை இது அது பெரிய சித்தனா இவர் பெரிய மேஜிகனா புரியுதா சோ இந்த நிலையினோட கூத்து வந்து ஆன்மீகத்துலேயும் போய் உள்ளெல்லாம் போய் இதுதான் ஆன்மீகம் இதுதான் ஆன்மீகம் இந்த சைடு ஒண்ணுமே இல்லை இப்ப வந்து இந்த விழிப்பு நிலையில ஆன்மீகம் போதிக்கிறவனை விட மோசமான நாத்திகன் இருக்கவே மாட்டான் அதுல குருதான் லீடர் ஏன்னா தப்பாட்டத்துல நல்ல தசை திருப்பறாரு அவருக்கே தப்பன் தெரியாது அவருக்கு தெரியாதுப்பா ஏங்க இதை சொல்லணும் பகவான் கிருஷ்ணர் ஏன்னு சொல்லணும் இதையே நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் நான் என்று தேகம் நபிலாது உறக்கத்து நான் இன்று என்று யாரும் நபில்வதில்லை நினைக்க கூட நினைக்கிறதில்லை தூங்கி எழுந்தான் அப்பா நல்ல வேலை எழுந்துட்டான்பா செத்து கடந்தேன் அப்படின்னு நான் சொல்றோம் இல்லவே இல்லை பயமும் இல்லை அந்த காந்தி சுகமா இருக்கு சோ தைரியமா ஜம்முன்னு எழுந்துக்கிறோம் நம்பா இல்லையா நான் இன்று என்று யாரும் நபில்வதில்லை நான் ஒன்று எழுந்தபின் எல்லாம் இந்த அறியாத கூட்டம் எல்லாம் சந்திர சூரியர்கள் அண்ட பேரண்டங்கள்ல இருந்து இதான் அவர் சொல்றார் உலகமே ஒடுங்கி அனைத்தும் அழிந்து போகும் தோற்றத்துக்கு வந்துள்ள உலகங்கள் அனைத்தும் ஒடுங்கி போய்விட்டாலும் கூட எல்லாம் திருப்பி திருப்பி என்ன அண்ட பேரண்டங்களா சொல்றார் கரெக்டா அண்ட பேரண்டங்கள் காண்பவருக்கு கேட்பவருக்கு தொடுபவருக்கு சுவைப்பவருக்கு அதுலேருந்து இவ்வளோடு கொஞ்சூடு மெமரி கார்டை எடுத்து உள்ள வச்சுட்டு குத்துதே குடையுதேடா மெமரி கார்டே யாருக்குன்னு பாரு கரெக்டா நம்மளே என்ன பண்ணுவோம் நம்ம தான் ஆசையா மங்கின பொண்ணு ரொம்ப அடிச்சா ஏன் சைலன்ஸ் பண்ணு டொப்புன்னு போடு ஆஃப் பண்ணிடு கொஞ்ச நேரம் வேணாம் அந்த மாதிரி நீங்க ஆஃப் பண்ண முடியாது கரெக்டா எல்லா கேப்சர் பண்ணிட்டீங்களா அந்த மாதிரி கா பண்ண அப்பட்டமா சொல்றாரு பாருங்க உயிர்கள் எது இரவோ அதில் யோகி விழித்திருக்கிறான் இரவு இரவுல நம்ம உறங்கிடுறோம் இங்க நம்ம எண்ணத்துக்கெல்லாம் உறங்குறோம் இங்க அறிந்த நிலைக்கு உணகிறோம் எது அறிந்த நிலையில் இந்த சுட்டறிவு மூலமாக அறி அறியாத நிலையோ அறிந்த நிலையோ கிடையாது எனக்கு அந்த சயின்ஸ் தெரியும் இந்த சயின்ஸ் தெரியாது எனக்கு ஆன்மீகத்தில் ஸ்லோகங்கள்லாம் தெரியாது இவர் நிறையா பேசுகிறாரு இந்த மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது அதனால் எனக்கு ஞானம் வராது அது எல்லாமே கிடையாது இது கள்ளம் கவடமற்ற குழந்தை நிலை கரெக்டாக நம்ம குழந்தையாக இருக்க இருக்கும் பொழுது பிடிவாதங்களும் ஆகாத்தியமும் அடம் சலிக்கிறதும் அழுக்கிறதும் அழுதுகிட்டே இருக்கிறதும் இதெல்லாம் பண்ணாத அந்த காலத்துக்கு முன்னாடி நம்மெல்லாம் பரம ஞானியரணும் குழந்தைகள்லாம் ஞானியரே பரம்பருடே குழந்தையும் தெய்வத்தையும் கொண்டாடணும் ஏன்னா தெய்வ தெய்வத்தினுடைய எனர்ஜி அப்படியே குழந்தை காமிச்சுக்கிட்டு இருக்கும் நாத்திகனு கூட அவன் குழந்தை பிடிக்கும்ல அந்த குழந்தை அழுதாக கூட இவன் நாடி ஷெவ் பண்ணாத கன்னத்தை வச்சு தேய் தேயின் தேய்ச்சி அதை அழுக வச்சாவது இவன் சந்தோஷப்படுவான்ல கரெக்டா பண்ணுவாங்களா இல்லையா நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்டா ஸோ இந்த அறிந்த நிலை கிடையாது இந்த அறியாத நிலை கிடையாது முற்றும் கடந்த உணர்ந்த நிலை இரட்டை உணர்ச்சிகளை கடந்த முழுமையான பொருளை உணர்ந்த நிலை அது சூரியன் மாதிரி அது மாட்டுக்கு அது ஒளி கிடையாதுங்க ஆனா அந்த ஒளியில்தான் வந்து தனியும் நானும் எழுந்துக்குது தனி புத்தியும் எழுந்துக்குது எல்லாமுமே ஒரு மெமரி கார்டை சுவிச் ஆனதுக்கு அப்படியே ஈக்குவல் அதனால தான் மீடியாவில் போட்டு உடனே நீங்க கொடுத்துடுறீங்க எல்லாத்தையும் உடனே போயிட்டு இருந்தா இல்லையா இன்னைக்கு போட்டா நாளைக்கு சுட சுட டிஃபன் கிடைச்சா மாதிரி சசங்கம் அடுத்த நாள் போயிட்டுருந்தா இல்லையா அவர் வாட்ஸ்அப்பில் அனுப்புறாரு நீங்கள் பதில் அனுப்பிச்சு அனுப்பிச்சு விட்டுறீங்க வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுடுறீங்க அப்படின்னா என்ன நடக்குதுங்க உணர்ந்த நிலை உணர்ந்த நிலையில கேப்பே கிடையாது அஞ்ஞானமே கிடையாது ஞானம் வந்தால் அஞ்சானம் கிடையாது அஞ்ஞானம் இருந்தால் கிடையாது இருக்கேன் போயிடுவேனே நான் கட்டின பில்டிங் இருக்கேன் மண் அதுமாரி எல்லாம் பார்த்து பரவாமல் போடுவான் மனுஷன் கரெக்டா இந்த பில்டிங் எல்லாம் இருக்கும் போல் இருக்க எல்லாரும் இருக்கும் போல் இருக்க என் பையன் கூட இருப்பான் எனக்கு வயசு ஆயிப்பிச்சா பேரனை பார்த்து பரவப்படுவான் கரெக்டா வருமா இல்லையா தன்னை வந்து தேகமாகவும் புத்தியில் எழுந்த உணர்ச்சிகளாகவும் இரட்டை கவனங்களாகவும் நினைக்கின்றது இதெல்லாம் அறியாத நிலைகள் இந்த அறியாத நிலையும் அவனுக்கு கிடையாது ஸோ இவங்களுக்கு இது எல்லாம் வந்து இரவு இவங்க வந்து அஞ்ஞானத்தினால இதுதான் அஞ்ஞானமே பகல் அஞ்ஞானம்னா என்னங்க அர்த்தம் அதாவது எனக்கு என்னமோ சுட்டறிவு மூலமா இருக்குங்க அதுதான் இங்க கரெக்ட் அதுல ஃபஸ்ட்டு நான் வந்து பாடி இந்த உடம்பு இந்த உடம்பு வந்து ஒரு பெரிய வைஸ் சான்சலர் பெரிய பண்டிதன் பெரிய கலைஞன் அவ்வளோதான் முடிஞ்சு பச்சா இல்லையா இது எவ்வளோ பெரிய மறைப்பு இது அஞ்ஞானம் இது ஞானம் இல்லை அதனால தான் ஆயக்கலைகள் அத்தனையுமே அஞ்ஞான கூத்து அத்தனையுமே அஞ்ஞான குத்து ஸோ அஞ்ஞான நிலை எல்லாத்தையும் விரிப்பது வந்து பொய் நான்கள் அது வந்து அதுல வந்து அதுலேயே வந்து போட்டா போட்டி அவருக்கு நல்லா பாட வருது எனக்கு மியூசிக் தான் போட வருது அவரை மாதிரி நான் இன்னைக்கு பாட வேணும் ஸோ அறிந்த நிலை இல்லாட்டி பாடுதல் அறியாத நிலை மியூசிக் போடுதல் அறிந்த நிலை அப்படின்னு சுட்டறிவு நிலைகள் இந்த மாதிரி சுட்டறிவாவும் புத்திக்கு முன்னாடி இருக்கிற தெரிந்தவைகள் தெரியாதவைகள் அறிந்தவைகள் அறியாதவைகள் புரிந்தவைகள் புரியாதவைகள் இப்படிலாம் ஒண்ணுமே இங்க கிடையாது அறிவே சுரூபம் அதனாலதான் இது இதுதான் ஈஸி இது காம்பளிகேஷன் டு தோர் அதனால திரும்பியே வர முடியல எல்லாரும் போய் அங்கே போய் நிற்கிறாங்க எழுநூத்தி ஐம்பது கோடி மக்களையும் இழுத்துட்டு போயிட்டாங்க இழுத்துக்கிட்டும் போய் நிற்க வைக்கிறாங்க அதனால கேள்வியே உள்டாவா இருக்கு புரியுதுங்களா அதுக்கு பதில் விபத்து பாருங்க இல்ல அப்புறம் பௌத்திக பகல் வந்து நம்ம சூரியனும் எழுந்துக்குது நம்மளும் எழுதுக்கிறோம் நம்மளும் பிரிப்பாக யோகாசனம் எல்லாம் பண்ணுறோம் என்னென்னவோ மந்திரம்லாம் சொல்கிறோம் குண்டலினி ஆறு ஆதார சக்கரங்களெல்லாம் தூக்குறோம் இறக்குறோம் என்னென்னவோ மந்திர திக்ஷாத்து இது என்னென்னவோலாம் பண்ணி என்னவோ தனியான நான் வந்து பௌதீக பகலில் புரியுதா பௌதிக நான்கழக நான்களில் எல்லாம் இருக்கு என்னை என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் எல்லா ஒவ்வொருத்தருமே ஒரு கிளாஸ்ல அந்த விழித்த எண்ணங்களோட நான் என்னை என்னால் என்னோட எல்லாருமே செழுமையாக்குறாங்க புரியுதா அதுவே வந்து ஆன்மீகம் எப்படி ஆகி போய் முடியும் எழுந்தவரை மறைப்பு இந்த இதே பகவான் இன்னொரு பண்ணக்கூடாது உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தல் யோகம்னு உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தல் ஞானம்னு உதித்த இடத்தில் ஒடுங்கி இந்த நாலு பன்னெண்டு உட்காந்துருக்க நேரம் அதை பண்ணிட்டு இடத்துக்கு போ உதிக்கிற இடங்க தூக்கத்துல இருந்தாலும் இறப்பு நிலையும் எழுத விட்டோமே இறப்பு நிலை மனம் இறந்த நிலை இங்க வந்து மனம் விழித்த நிலை இங்க வந்து உடல் இறக்கும் நிலை பௌதிக உடல் இறக்கும் நிலை அவ்வளவுதான் இங்க பௌதிக உடல் பிறக்கும் நிலை இங்க பௌதிக உடல் தான் இறக்குது இங்க பௌதிக உடலோட சேர்த்து மனமும் தானே இறக்குது ஏன்னா பௌதிக உடலுக்கு தனி இருப்பு கிடையாது அதை இறக்கதை எக்கறதே மனம்தான் தலைவர் உள்ள போனா பின்னாடி எல்லாரும் போயிடுறாங்க உள்ள போய் ஒடுங்கிடுறாங்க கரெக்டா சோ இங்க பௌதீகத்துல பிறக்கிறது பிறப்பா அதுவே இங்க கேள்விக்கு வருது புரியுதா அதனாலதான் இது பிறவியே கிடையாது உள்கடந்த இத மூன்றும் மனம் புத்தி அகந்த கடந்த நிலை அதனால உள்கடந்த நிலை இதுதானே தமிழ்நாட்டினோட வார்த்தை இதை தவிர ஆன்மீக இருக்க இதுக்கு ஆரம்பம் தானே கோவில்கள் அதை கூட யார் ஸ்தாபிச்சவர்கள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவங்கெல்லாம் யாரு இந்த சைடு ஆளுங்க தானே இதே கிருஷ்ணருக்கு கோவில் இதே நாயன்மார்கள் தேவாரம் பாடிய ஸ்தலங்கள் தானே ஆழ்வார்கள் அத்தனையும் பாடிட்ட ஸ்தலங்கள் தானே ஸோ எல்லாமுமே இருக்கு இருக்குன்னு கடை உள் உள்கடை உள்கட உள்கடை உள்கட தானப்ப சென்டர் தமிழ்நாட்டுக்கு ஒன்பது கோடி மக்களுக்கு சென்டர் அப்புறம் இதுக்கு மிஞ்சி என்னப்பா அனுமதிக்க இருக்க முடியும் இங்க போட்டு பண்ற என்னது பாருக்க புத்தி யாரு புத்தி என்பது எது வியாபாரி கரெக்டா பாமர மனுஷனுக்கு அடியோட ஒண்ணும் தெரியாது அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு உயிர்கலனத்துக்கும் எது இரவோ பாமர மனுஷனுக்கு அது தானே இரவு எது இரவு இது இதில் வாழறது இரவு அவன் வியாபாரத்தில் தானே வாழறான் பாமர மனுஷனே சாதாரணமாக என்ன பண்ணுறான் எதுக்கு படிக்கிறான் பணத்துக்கு எதுக்கு வந்து புத்தியறிவை சேர்த்துக்கிறான் படித்தவனாக இருக்கணும் படிக்காதவனாக இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு என் பிளே ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்குதா இல்லையா ஸோ அந்நிலருந்தே என்ன செட் பண்ணப்படுறது யாராக ஆக வேண்டும் எதையோ அடையணும் எது என்ன முக்கியமாக பணம் அப்புறம் பணத்துக்கு அப்புறம் புகழ் ஏன்னா பணம் ஒண்ணுதான் புத்தியினால் ஏற்பட்ட அத்தனை பயங்களையும் போக்கும் புத்தியே பயமாச்சேன் புத்தி விளையர காலம் நானே தனிமையாச்சேன் சுரூபம் தெரியாததுனால நானே எழுதுக்குது அது பேர் பேரு சுரூபத்தை பத்தி உண்மை தெரியாததுனால தானே என்ன கேள்வி கேட்கிறாரு மீண்டும் பிறவியான மீண்டும் தொடராத வண்ணம் அப்படின்னா என்ன நீங்கும் வண்ணம் நம்மை துன்பத்தில் ஸோ துன்பம் போட்டு சலிக்குது அப்ப பிறவி ஃபர்ஸ்ட் வந்து ஒரே துன்பம் பா எழுந்த உண்மையும் துன்பம் உடம்பா பிறந்தாலும் துன்பம் அப்படின்றதாவது தெரிஞ்சிருக்கு அப்ப என்னத்தை தேடுறாரு அதுலேருந்து விடுபடுதல தேடுறாரு ஸோ அங்க ஒன்று இருக்குல்ல கதி ஒன்று இருக்குல்ல அது தொடரா வண்ணம் நீங்கும் வண்ணம் முக்தி அடைந்தவர் எதுக்கு நீ அது அதுதான் வாக்கியம் நீ அதுவாக இருக்கிறாய் இது பதினெட்டு படிகள் தாண்டினா ஐயப்பன் போல நீ உட்கார்ந்துட்டு இருக்க சுரூபமா உட்கார்ந்து இருக்க நீ ஞானி பரம ஞானி இது எழுதின புஸ்தகம் எழுதின ஒரு பெரிய ஞானி இல்லை எது நீங்க இவர் கேள்வி ஏதோ ஒரு புத்தகத்துல படிச்சாரு பாருங்க அவர் ஞானி இல்ல கேக்கிற நீயே ஞானி அவரும் அவர் தூக்கத்துல ஞானி பரமஞானி நம்ம சுரூபத்தை தான் நம்ம பார்க்கறோம் நம்மளுடைய உண்மை ஆராயும் பொழுது பொய்கள் நம்ம கிட்ட இருக்கிற பொய்கள் விழுது மெய் தானா வந்து மிளிர ஆரம்பிக்குது அதுதான் இந்த ஞானம் அதை வந்து அப்பட்டமா இவருக்கு பதில் கொடுத்தா மாதிரியே எனக்கு முன்னாடி வந்து கிருஷ்ணர் கொடுத்துட்டார் எனக்கு முன்னாடி பகவான் கொடுத்துட்டார் அவருக்கு முன்னாடி எத்தனை வருஷங்களோ எத்தனை ஆயிரம் ஆண்டுகளோ துவாபர யுகோ அப்பவே கொடுத்துட்டாரு அவர் பதில் கிளியாரா கொடுத்துருக்காரு இருக்கிறதுனால தானே கொடுத்துருக்காரு உணர்ந்ததுனால தானே கொடுத்துருக்காரு என்ன தருணத்துல கொடுத்துருக்காரு யுத்த காலத்துல கொடுக்குறார் என்ன கிளாரிட்டி வேணும் ஒருத்தனுக்கு பயமே அவங்ககிட்ட போகணும் பயத்தினோட நிழல் கூட அவங்கிட்ட இருக்கூடாது தானே கொடுக்குறாரு அப்படின்னா வந்து அவன் எப்பேற்பட்ட ஒரு யுத்தத்தை பண்ணணும் எல்லா பாசக்கட்டுகளையும் எதிர்க்கணும் கரெக்டா ஒரு பீஷ்மரை கொள்றது மூலமா தாத்தாவை கொள்றது மூலமா பாசக்கட்டை இருக்கணும் ஒரு திரோணாச்சாரிய கொள்றது மூலமா தன்னுடைய ஆசிரியரை கொள்றது மூலமா ஆசிரியர் வந்து வெளியில தான் அந்த கூடு கிடையாது அவர் ஆன்ம அப்படின்ற அந்த சயின்ஸை உள்ள உணத்தினா தானே தெரியும் வரும் எப்பேர் விட்ட சயின்ஸா இருக்கு பாருங்க ஆனா இங்க தாண்டவ மடர்ந்த ஞானங்கள் தான் உலகத்துல கரெக்டா உயிர்கள் அனைத்துக்கும் எது இரவோ அதில் யோகி விழித்திருக்கிறான் இவைகளுக்கு இரவு அஞ்சானிகளுக்கு உயிர்களுக்கு எல்லா உயிர்களுக்கும் ஓரறிவு தாவரத்தின் ஆறறிவு கொண்ட மனிதன் புத்தி கொண்ட மனிதன் வரைக்கும் அவன் நாகரீகம் சொல்றது எல்லாம் உடையலையும் மொழியிலேயும் இதுதான் உள்ள எல்லாம் சேரு பழைய ஹார்டிஸ்க் ஓடிக்கிட்டே இருக்கு இந்த அறியாமை இந்த பத்தி அறியாமை இதிலேயே உழல் தன்மை இதுலேயே ஓடிக்கிட்டு புரிய வெளி என்ன இருக்கோ அங்க எழும்புவத யாருக்கு எழுபது அப்படின்னு பார்த்து உள்ள கிடக்கணும் அதுக்குதான் நம்ம சும்மா இரு பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதனால இவன் விழித்திருக்கிறான் இவங்க அவங்க வந்து இதுல தூங்குறாங்க அடுத்த ஸ்டேட்மெண்ட் உயிர்கள் எல்லாம் தூய்த்து உணரும் நிலை தத்துவ ஞானிக்கு இரவு தூய்த்து உணரும் புலன்கள் மூலமாக வெறி வெளியில அது இருக்கு எனக்கு வந்து வேணும் ஐயோ எனக்கு அந்த கூடாது அப்படின்னு அஞ்சு புலன் அஞ்சு பொறிகள் உலக நாட்டங்கள் புத்தியில இருக்கிற கவனம் செதறி செதறி செதிரி எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் ஆகி கிடக்குங்க புரியுதா அப்புறம் இரட்டை உணர்ச்சிகள் மனத்துல இருக்கிற ஆடியோ வீடியோ எப்ப பேசிக்கிட்டே இருக்கு இதுல எல்லாம் அவன் என்ன ஜாலியா இருக்கும் நஞ்சிருக்கான் தூய்த்து உணரும் உயிர்கள் எல்லாம் தூய்த்து உணரும் நிலை தத்துவ ஞானிக்கு இரவு இது வந்து கம்ப்ளீட்டா பௌதீக பகல்னு வந்து பகல வெறுக்கல அவரு இருப்பு சூரியனுக்கு இருப்பு எனக்கு என் மூலமா தானப்பா சூரியன் என் மூலமா தானேப்பா பூமாதேவி கூட இந்த நிக்கிற பூமியில நான் இந்த உடல் கொண்டு நடக்கிற ஃபீலிங்க்கு தானப்பா அந்த பூமி அந்த பூமிக்கா ஒரு ஃபீலிங் கிடையாதேப்பா ஜட பொருளாச்சேப்பா அது பேர் தானேப்பா விவேகம் அஞ்சு பூதங்களுமே ஜடங்கள் அப்படின்னு தோன்றிய உலகம் என்னவா இருக்கும் ஜடம் தானே அது அவனுக்கு இரவு தானே சூரியன் எப்படி காஞ்சா என்ன காயாம இருந்தாதான் என்ன இது அசட்ட கிடையாது பொறுப்பற்ற தன்மை கிடையாது ஞானம் தத்துவ ஞானிக்கு இரவுன்றார் தத்துவ ஞானி என்ன உண்மையினுடைய டெபினேஷன்ஸ் எல்லாம் என்னென்னலாம் இருக்கும் இங்கே சத்தியத்துக்கு என்ன டெபினேஷன்ஸ் சூரியனுடைய சத்தியம் என்ன பூமியினுடைய சத்தியம் என்ன மழையினுடைய சத்தியம் என்ன இவர்கள்லாம் தேவர்கள் பொருமா சூரிய தேவன் ஆகாச ராஜன் ராஜன் பூமா தேவி வருண பகவான் வாயு பகவான் பொருமா அக்னி தேவன் இப்படின்னு சகலமும் தேவர்கள் கூட இவங்க நம்மளை விட டென்யூர் ஜாஸ்தி அதாவது இயர்ஸ் அதனால அவர்களை தேவர்கள் ஏஞ்சலிக் பாடிஸ் புரியுதுங்களா ஒளி ஒளி ஒளி உடல்கள் கொண்டவர்கள் காற்றும் கூட ஒளி உடல் கொண்டது அந்த மாதிரி ஒளி உடல் கொண்டதுக்கே இருப்பில்லாம போகுது ஒரு சுழற்சி காட்படுது யாருக்கு ஆஜெக்டிவா ஒரு மனிதனுடைய ஆறாவது புத்தி எழுந்து அதையும் பகுக்குது இழப்பு ஓடுற அளவுக்கு அதுக்கு கையில் அகப்படுது அதனுடைய புத்தி பார்வைக்கு அகப்படுது புத்தி கவனத்துக்கு அகப்படுது ஸோ அப்பேற்பட்ட ஒரு பிரபஞ்சமே பிரம்மாண்டமான பிரபஞ்சமே பகல் பொழுதே யோகிக்கு இரவு பகல் பொழுதே பௌதீக பகல் இரவுன்னா அவர் இடிச்சிக்க மாட்டாரு பகவான எவ்வளோ கேவலமெல்லாம் கேள்வி கேட்டுருக்காங்க தெரியுமா உணர்ந்த ஞானிய நாங்கள்லாம் வந்து இப்படி போறோம் போனா இந்த சேர் அப்படி இடிச்சிரும் நாங்க நகர்ந்து போவோம் நீங்க உணர்ந்தவராச்சே இடிச்சுப்பீங்களான்னு கேட்கிறாங்க எவ்வளோ கிண்டல் இருக்கணும் தெரியுதுங்களா அவங்க உணர்றதுலயே வந்து தங்களுக்கு ஒன்றும் புரியல ஆனாலும் எவ்வளோ நையாண்டி எவ்வளோ கேவலம் உங்களுக்கு இதெல்லாம் இடிக்காம போவீங்களா இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க ஞானி என்ன அப்படியே இந்த ஸ்பேஸ் வழியா அப்படி போகணும் எல்லாரும் சதாசிவ பிரம்மேந்திர வழியா செவத்து வழியா போகணும் புரியுதா அது வேணும்னா அவங்களுக்கு அதுவும் பொருட்கள்லப்பா எல்லாத்தையும் கடந்ததுதான் ஞானம் எல்லாத்தையும் கடந்ததுதான் ஞானம் சதாசிவ பிரம்மேந்திரர்களுக்கு பிரம்மேந்திராள் அளவுக்கு போவேன்டா இப்பவே நிறைய இது வெஸ்டர்ன் டிவிலெல்லாம் இங்கிலீஷ் சேனல்ஸ் எல்லாம் நிறைய மேஜிக் காமிக்கிறான் தண்ணி மேலே நடக்கிறான் ஆகாயத்தில் பறக்கிறான் மிதக்கிறான் லிமிடேட் ஒரு பெரிய பில்டிங் அளவுக்கு லிமிடேட் ஆகாங்க ஐநூறு அடிக்கு லிமிடேட் பண்றான் அப்படியே பாடியை எல்லாம் பண்றாங்க அவரும் ராத்திரிக்கு தூங்க போகணும்ல அவர் புத்தியில் எவ்வளோ ஒர்க் பண்ண வந்துரியுமா அதுக்கு இதெல்லாம் இதை விட பயங்கரமான வெட்டி வேலைன்னு தெரியும் ஞானிக்கு இங்கே உழைக்கிறதுக்கோசரம் பணத்துக்கோசரமும் பதவிக்கு ஒருசரம் விளையிறோம்ல அதை விட வேலை இதுன்னு தெரியும் இதையாவது பண்ணலாம்னு தோன்று தோணும் ஏன்னா இதை பண்ணாலாவது கரெக்ஷன்ஸ் நடக்கும் வகந்தைக்கு அங்கே பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடையாது அவமயங்கி கிடக்கான் ஃபர்ஸ்ட் அவமயங்கூடமா இல்லையா அந்த கலை மேலே அந்த மேஜிக் மேலே அதில் அவங்க மேஜிக்குன்னே சொல்லிடுறாங்க சரிதா இவங்க வந்து அதெல்லாம் கூட ஆன்மீகமாக்கி என்ன பண்ணலாமா நீங்க என்னமோ பண்ணணும்னு பாக்குறாங்க புரியுதுங்களா மக்களை தசை திருப்பி ஆனா அப்படியே கள்ளங்கபடமற்ற பேரிருப்பு நிலையும் பேரறிவு நிலையும் அப்படி தாண்ட மாடிக்கிட்டு இருக்கு இப்ப அடுத்தது இதெல்லாம் ஃபுல்லா இதுங்க பஞ்சபூதங்கள் மனம் விழித்த நிலை உடல் உலகம் விழிப்பு நிலை ஆஹ் விழிப்பு பிளஸ் கனவு நிலைகள் ரெண்டுமே அறியும் நிலைகள் சுட்டறிவறியும் நிலைகள் கனவுல காதப்படுறோம் துக்கம் சந்தோஷம் வந்து அப்படியே அப்படியே ஐயோ கனவு கண்டினியூ ஆகாதான்னு கனவுக்குள்ளேயே ஒரு இது வருது கனவு வந்து ஒன்று ஐயோ போயிடுச்சே அப்படின்ட்டுருக்கு அப்படிலாம் இருக்குல்ல ஸோ எல்லாமே மனத்துக்கு தானே ஸோ அந்த மனவே போய் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை அதுக்கு மாறா சுகத்தில் குறைவே இல்லை கூடுதல் குறைவு இல்லை எல்லாரோட தூக்கசுகம் பாருங்கள் ஒரு இம்மிய அளவு ஏற்ற இறக்கம் கிடையாது உங்களோட தூக்கமோ உங்கள் குழந்தையோட என்னோட தூக்கமோ ஒரு நாய்க்குட்டியோட தூக்கமோ எல்லாம் ஒன்று உடல் உப்பாதி தான் வேற தேகங்கள் தான் வேற ஆனால் உள்ள இருக்கிற ஆன்மா ஒன்று என்ன இங்க இருக்கிறது ஆன்மநிலை இது ஆன்மநிலை ஆன்மநிலை போட்டோமா அஞ்ஞான நிலை இங்கே ஆன்மநிலைன்ற வார்த்தையை போட்டேன்னா போடல ஆனாலும் அது அதுதான் புரியுதுங்களா இது ஆன்மநிலை பரிபூர்ண ஞான நிலை இவருடைய பொழிப்புறையும் ரொம்ப நல்லா இருக்கும் உயிர்கள் எல்லாம் தூய்த்து உணரும் நிலை தூய்த்து உணரும்னா என்ன புல நின்பங்கள்லாம் மாட்டிக்கிட்டு புத்தி கவனங்கள்லாம் மாட்டிக்கிட்டு அதாவது இந்த இமேஜ் மேக்கிங் அகந்த இருக்கு பார்த்தீங்களா பாவத்தில் பாவத்தை விட்டு தவறவே தவறாதுங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்குத்தான் இன்னது வந்து என்னை வந்து மணி இது நானாக பொய் நான்களாக மாற்றுகின்றது அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா காத்தால் ஒரு மணி நேரம் எழுந்தோன்ன உட்காரணுங்க அதுதான் இங்க அருகில வந்து மோட்சம் இருக்கும் இடம் மோட்சத்தை தவற விட்டுகிட்டு எழுந்திருக்கீங்க நிறைய நான்களாக நீங்க எழுந்துக்கிறீங்க அந்த ஒரு மணி வெறுமனே உட்காருங்கன்ற நிறைய பேர் என்ன சொல்றாங்க எங்களுடைய உணர்வு நிலைகள்ல நல்ல மிளிர்ச்சி இருக்கு ஏன்னா அந்த ரசவாதம் வந்து அறிவிச்சு செய்யாது தானே ஆட்கொள்ளும் நம்பிக்கையோட அங்க உட்காரணும் தியானிப்பதான் சும்மா இரு சொல்ல அந்த ஒரு மணி நேரம் உட்கார் சரிங்களா அதை பண்ணா இது அவ்வளோ சத்து இருக்குதுல ஸ்தூல உலகில் மக்களுக்கு பகலாயிருக்கும் வேளையில் ஆந்தை புலி முதலையென நன்கு பார்க்க மாட்டாது புரியுதா பௌதிக உலகத்தில் இருட்டுல ஒன்றும் தெரியாது ஆனா அவைகளுக்கு இருட்டில் ஸ்தூலவுகளில் மக்களுக்கு பகலாயிரு நம்மளுக்கு பகலா இருக்கிறதுல ஆந்த புலிக்கு வந்து நல்லா தெரியாது கண்ணு டிம்மா இருக்கும் கொஞ்சம் ஆனா ராத்திரி பெரிய ஃப்ளாஷ் லைட் போட்டா மாதிரி இருக்கும் அதுக்கு புரியுதா வேட்டையாடுறதுக்கு ஆக அவ்வேளை அவைகளுக்கு இரவு இது மனிதர்களுடைய பகல் ஆந்த கோட்டா இதுக்கெல்லாம் புலி இதுக்கெல்லாம் அவைகளுக்கு பகல் போன்று கண் தெரியும் வேளையோ மற்ற பிராணிகளுக்கு இரவு நம்மளுக்கு இரவு புரியுதா நம்மளுக்கு வந்து என்ன போறதுன்னே தெரியாது என்ன போன மாதிரி இருக்கு குழந்தை அழறது அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தா ஒரு பூச்சி போயிருக்கும் புரியுதா அந்த மாதிரி இரவு இனி இவ் உலகில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு துறை பகல் போன்று இருக்கிறது புரியுதா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு துறை துறைன்னு அவனுடைய நாட்டம் இங்க வந்து நான் திருடிதான் சம்பாதிக்கணும்ன்றவனுக்கு இருட்டு நல்லா பகல் மாதிரி தெரியணுமா இல்லையா ஓன் புத்திக்கு கரெக்டா அவன் சும்மா இருக்கா இல்லையா துறை அவங்களுக்கு பகல் இரவு மாறி மாறி வருல்ல நல்லா தூங்குவான் இல்லையா நான் திருப்பி பகல் பூரா தூக்கிட்டு இருப்பான் பகல்ல அவனுக்கு வேலையே இல்லை ஒரம்பு இனி உலகில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு துறை பகல் போன்று இருக்கிறது திருடர்களுக்கு திருடர்களுக்கு திருட்டை பற்றிய விவரங்கள் பகல் போன்று விளக்கும் மற்ற இயக்கங்கள் இருள் போன்று அவர்களுக்கு புலப்படாது சூது ஆடுபவர்களுக்கு அச்சையல் மட்டும் பகல் போன்று வழக்கும் கற்றவர்க்கு அறிஞர் கூட்டம் பகலுக்கு ஒப்பானது கரெக்டா படித்தவங்களுக்கு என்ன படிச்சவங்களோட பேசிக்கிட்டே இருக்குது அவங்களுடைய அவையே அவங்களை இவங்க பார்த்து ஒரே புகழ்து அவங்க இவங்களை பார்த்து புகழது இங்கனும் இவ்வுலகிலேயே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு துறை பகல் விளங்கவும் ஏனைய துறைகள் இரவு விளங்காமலும் இருக்கின்றன இந்திரியங்களை வென்ற யோகிக்கு உலக உலக விவகாரங்கள் ஆகியவைகள் இருள் மறைந்து கிடக்கின்றன பரமாத்ம தத்துவ சம்பந்தமான யாவும் பகல் அவருக்கு நன்காக விளங்குகின்றது அனைத்தையும் ஈஸ்வர சுரூபமாக காண்பவனுக்கு ாண்டும் மங்களம் புலிகிறது அவனது வாழ்க்கை இன்பமே வடிவெடுத்ததாகிறது இந்திர நெகிழ்ச்சியை உடைய போகிக்கு உலக காட்சி பகல் இந்திரியங்களை அடங்கிய யோகிக்கு கடவுள் காட்சி பகல் பொருமா கடவுள் காட்சி உணர்ந்த நிலை வந்து அதுதான் முழுமையாக விழித்த நிலை முழுமையாக விழித்தவர்கள் நிறைய பேர்கள் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு விளக்கம் தெரியாது ஆனா அவர்கள் சுகமயமா அப்படியே இருந்துகிட்டு இருக்காங்க நம்மளுக்கு விளக்கி கொடுத்தவர் பகவான் கிருஷ்ணர் பகவான் ரமணர் பகவான் புத்தரும் பகவான் புத்தரும் நீங்க அந்த பாருங்க இது வந்து புழிப்புரை வந்து சுவாமி சித் கொடுத்தது ஒரிஜினல் செய்யுள் மத்தம் எவ்வளோ எவ்வளோ புதிஞ்சிருக்கு பாருங்க சுவாமி சித் பவானந்தவர் வாழ்ந்தவர் ஒரு இரநூறு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நூத்தம்பது வருடங்களுக்கு முன்னாடி ஆனா பகவான் கிருஷ்ணர் எப்போ எழுதினது காலத்தை கடந்து என்னைக்கும் சத்தியமா இருக்கு பாருங்க பகவான் ரமணருது நான் என்று தேகம் நவிழாத உறக்கத்து இதெல்லாம் இத்தனை கூட்டமும் வந்து அங்கே சூரியனும் கிடையாது சந்திரனும் கிடையாது பஞ்சபூதங்கள் கிடையாது தனி கவனம் கிடையாது இரட்டை உணர்ச்சிகள் கிடையாது மனத்துல ஆடியோ வீடியோ கிடையாது உள்பேச்சு கிடையாது அஞ்சு புலன்கள் கிடையாது ஆகாசம் கிடையாது டைம் கிடையாது எல்லும் கடந்த மூன்று ஊடகங்களையும் கடந்து தனி இருப்பே கடந்து எல்லாரும் ஞானியரே அதனால தான் இந்த கேள்வியே வேண்டாம் நீங்கும் வண்ணம் பிறமியானது மீண்டும் தொடராத வண்ணம் நீங்கும் வண்ணம் முக்தி அடைந்தவர் எவரேனும் இருக்கிறாரோ அவரே அவரே சாட்சி அவரே ஆன்ம ஆழ்ந்தவர் கதில் யாரு அவரு சிவகுமாரா ஆமா அவரே ஆன்ம பொருள் அந்த புஸ்தகம் எழுதி கொடுத்தாரு பாருங்க அந்த புஸ்தகம் அடிக்கிற லெவலுக்கு அந்த கேள்வி அவர் பண்ணியிருக்க கொஞ்சம் உள்ள பார்த்துட்டு தரண்டா போறோம் இந்த செயல்கள் பகவான் கிருஷ்ணருக்கு கிடைச்சிருந்தாலும் சரி பகவான் ரமணத்தை கொஞ்சம் உள்ளாழ்ந்து பாத்துருந்தாலும் உள்ள போட்டம் தான் எல்லாத்துக்கும் முக்கியம் நான் கேள்வி கேட்டத நான் தப்புன்னு சொல்லலை ஆனா கேள்வி எப்படி டயமெட்ரிக் அப்படியே த்ரீ டிகிரிஸ் வேற சைடு போயிடுச்சு புரியுதா பதில் இல்லையா அதுதானே அதனுடைய மேன்மை இங்க வந்து ஆன்மீகமும் இங்கேதான் நடந்துகிட்டு இருக்கு அதனால வந்து நாம் அனைவரும் தான் வந்து ரொம்ப வந்து உன்னதமான பொருள் உன்னதமா தான் இருக்கும் அது வந்து முழுமையாதான் இருக்கும் அது எளிதாதான் இருக்கும் தூக்கத்தை விட எளிதான ஒரு சுகம் வந்து இந்த பிரபஞ்சத்துல கிடையாது அப்புறம் எளிது மத்திரம் இல்லை இன்பத்தினோட உச்சம் அப்புறம் அது எப்படி இருக்கு மனம் இறந்த நிலை இங்க எப்படி இருக்கு பௌத்திக உடல் மத்திரம் தான் இறக்கிறது விழிப்பு நிலையில நாம என்னைக்கும் இறக்கணும் இல்ல அப்புறம் மோட்சம் வந்து உடலுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை உடல் சித்து போன பிறகு மோட்சம் அது பேர் ஜீவன் முக்தி எல்லாம் கிடையாது இங்கே வாழும் பொழுதே இந்த உண்மைகளை இப்ப நம்ம பேசினதுல தத்துவம் தத்துவம் நான் உணராம இதை சொல்ல முடியாது எனக்கு ப வயசுக்கு பகவான் கொடுத்த பேரறிவு ஞானம் வந்து தொடர்ந்து வந்து அதுவா உட்கார்ந்து சிம்மாசனம் போட்டு இதை உரைக்க செய்கின்றது நானும்னு ஒத்தனும் உரைக்க முடியாது நான் இந்த கூட்டத்தை சேர்ந்தது அது உரைக்க வைக்கிறது சரிங்களா அதனால் இது தெளிவு வருகிறது முடிச்சுக்கலாமா